நான் இன்றைக்கி டேட்ஸ் கேக் எப்படி செய்கிறேன் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை முதல் சொல்கிறேன் நான் இன்றைக்கு டூ கிராம் டேட்ஸ் எடுத்துருக்குறேன் டூ கிராம் அல்லது அதோட ஒரு கொஞ்சம் குறைய வீட்டில் இருந்த பொருளை வச்சு இன்றைக்கு செய்ய போகிறோம் அதுக்கு நான் மூன்று டீ பேக்கை வந்து அதில் இந்த சாயம் எடுத்து டேட்ஸை கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஊற வச்சுக்கிறேன் அதோட ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடாகலருந்து வச்சுக்கிறேன் அதோட இந்த கா கிலோ அதாவது டூ ஃபிஃப்டி கிராம் பேரிச்சம்பளத்துக்கு 250 ஃபிஃப்டி கிராம் பட்டர் எடுத்து வச்சுக்கிறேன் டூ ஃபிஃப்டி கிராம் மா எடுத்து வச்சுக்கிறேன் பிளெயின் ஃப்ளோர் அதோட டூ ஃபிஃப்டி கிராம் சுகர் கண்டென்ஸ் மில்க் எடுத்து வச்சுக்கிறேன் அதில் எனக்கு காஃப் தேவை மற்றது பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் அது வந்து நான் ஒன் டீஸ்பூன் சேர்க்க போகிறேன் ஒன் டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் ஒரு பிஞ்சு பேக்கிங் பவுடரும் சேர்க்க போகிறேன் அதோட கொக்கோ பவுடர் கொஞ்சம் வேணும் அதை வந்து ஃபிஃப்டி கிராம் சேர்க்க போகிறேன் அதோட கொஞ்சம் நூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுக்கிறேன் அந்த ரவையும் சேக்கப் போகிறேன் அதோட வாசத்துக்காக கொஞ்சம் அந்த நட்மேக் சாதிக்காயை வந்து லைட்டாக வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கிறேன் இதை ஒரு பிஞ்ச் வாசத்துக்காக போட போகிறேன் இதோட உங்கள்கிட்ட நட்ஸ் இருந்தால் சேர்க்கலாம் ஆனால் என்னகிட்ட நட்ஸ் இல்லை அதனால் சேர்க்கலை வாசனைக்கு கொஞ்சம் வெனிலா சென்ஸ் வச்சுக்கிறேன் இது எக் போட்டால் விடலாம் மணால் நான் சும்மா கொஞ்சம் விடுறதுக்காக வச்சுக்கிறேன் இது வந்து விருப்பமெண்டை விடலாம் இல்லாட்டிக்கு தேவையில்லை அதோட கேக் பேக் பண்ண ஏதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த பேக்கிங் ஸ்பேச்சுலா வச்சுக்கிறேன் அதோட பேக்கிங் பேனில் பேக்கிங் ஷீட் போட்டு க வச்சிருக்கிறேன் இதுக்கு மேலே பட்டர் பூசிட்டு கடைசியாக அந்த கேக் மிக்ஸை இதில் ஊற்ற போகிறேன் இவ்வளோ இருந்தாலும் தேவையான பொருட்கள் என்ன இருந்த அளவு வந்து அரை கிலோக்கேற்ற அளவு ஆனால் என்ன இருந்த டேட்ஸ் அளவுக்கு ஒரு டூ ஃபிஃப்டி கொஞ்சம் குறைய டேட்ஸ் தான் இருந்ததால் மாதிரி தேவையான பொருளை வச்சு நான் செய்ய போகிறேன் அதுக்கு முதல் முக்கியமானது இந்த பீட்டர் எலக்ட்ரிக் ஃபீட்டர் இது இல்லாட்டிக்கு நீங்கள் ஹேண்ட் ஆலை ஹேண்ட் மிக்ஸ் ஆலையும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம் ஆனால் இது இருந்தால் நல்லா ஈஸியாக இருக்கும் இந்த பேக்கி இந்த டேஸை வந்து நான் ஒரு ஃபைவ் ஹவர்ஸுக்கிட்ட நல்லா உறவிட்ருக்கிறேன் கொஞ்சம் பேக்கிங் சோடா சேர்த்ததால் அது நல்லா மேஷ் ஆகின மாதிரி இருக்குது நல்லா ப்யூரி ஆகிட்டுது அப்புறம் நான் பண்ணிக்க நல்லா வருவேன் இந்த பேக்கிங் சோடாவுக்கு வந்து பேக்கிங் சோடா அதோட தெயில சாயம் சேர்க்குறதால அந்த கேக் வந்து கொஞ்சம் கெரம் நிலைஸான மாதிரி டேஸ்ட் இருக்கும் நான் ஒயிட் சுகர் தான் சேர்க்க போகிறேன் ப்ரௌன் சுகரை சேர்க்கிறண்டாலும் சேர்க்கலாம் ஓகே நான் இப்போ வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங்க பவுல் கொண்டு வச்சுக்கிறேன் இப்போ இதில் இருந்து அருவா செட்டின் மில்த வந்து நான் அதில் சேர்க்க போகிறேன் அதோட சீனி வந்து டின்மில்க் அரைவாசி நபர் காஃப் தான் சேர்க்க போகிறேன் காஃப் காப் எண்ணல் கூட வந்துடும் இப்போ வந்து இந்த சீனியையும் டின்மில்கையும் நல்லா அடிக்க போகிறேன் நான் வந்து சீனியையும் தின் மில்கையும் முதல் போட்டு அடித்தேன் நான் என்னெண்டா சீனி வந்து நான் ஆல்ரெடி பவுடர் பண்ணி போடையில டெரெக்டாக சேர்க்கிறேன் அதனால் முதல் சீனியையும் தின் மில்கை மட்டும் அடிச்சுட்டு அதுக்கப்புறப்பட்டர் சேர்க்குறேன் இது ஒரு கிராம் பட்டர் இருக்கும் சேர்த்துட்டு இதை நான் வைக்கிறேன் என்னெண்டா பட்டர் பேப்பரில் பூசுறதுக்கு யூஸ் பண்ணலாம் இதை இப்போ நல்லா அடிக்க போகிறேன் இப்போ நல்லா இருக்க எல்லா சைடில் இருக்கிறதையும் எடுத்து ஒரு சைடில் விட்டுட்டு மிக்ஸ் பண்ண போடுறேன் இது கொஞ்சம் குறைவாக இருக்கிறதால ஒரு சைடுக்கு எடுத்து நான் அப்படியே அடித்தா ஈஸியாக அடிபட்டுது சீனியர்லாம் இப்போ வந்து நான் இந்த டேட்ஸை செக் பண்ணுவேன் கோதுவை மைதா அதுக்கு பதில் வேணுமென்றால் ஆட்டா மாவும் சேர்க்கலாம் இப்ப இதோட வாசனைக்க கொஞ்சம் வெண்ணில சைச்சிப்படுறேன் அதோட அதோட நான் இப்போ ஒரு பிஞ்சளவுக்கு இந்த நட் மேக் சாதிக்காய் பவுடர் போட போகிறேன் கொஞ்சம் வாசனையாக இருக்கும் ஒரு பிஞ்சு கொஞ்சம் கூடவே போடுறேன் போட்டுட்டு முக்கியமான இன்கீடியா சேர்க்கப்படும் சும்மாவும் போடலாம் இதோடு நான் வந்து எடுத்து வச்சுக்கிற இந்த ரவையே சேர்க்கப்படுறேன் நான் இப்போ வரத்த ரவை தான் சேர்த்துக்கிறேன் நூறு ரூபாய் அமைக்கும் ரவை சேர்த்தா பிறகு கிணத்தரம் அடிக்க தேவையில்லை அவர் நேரம் அடித்தா மிக்ஸ் ஆண்டு கொடுத்துட்டு இப்ப வந்து இந்த மிக்சரை வந்து இதுக்குள்ள ஊத்தப்போம் அதுக்கு முதல் கொஞ்சம் பட்டர் எடுத்து இந்த பட்டர் பேப்பர்ல கேக் பேன்ல வந்து இந்த சைட்டுக்கும் பூசி கொடுப்போம் கொஞ்சம் பூசிட்டேன் இனி வந்து இந்த மிக்சரை வந்து நான் இதில் ஊற்றப்படுறேன் தட்டுறது வந்து ஸ்பூனால் வந்து கீழே அந்த லம்ஸ் இருக்கும் பபிள்ஸ் உடையது அதுக்குள்ள நிற்கிற அந்த காற்றெல்லாம் வெளியில் இருக்குது ஸ்பூனால் நான் இப்போ ஹீட் பண்ண போகிறேன் த்ரீ ஃபிஃப்டியில் வைக்கிறேன் பேக்கை மாற்றிட்டேன் அது இப்போ ப்ரீஹீட் ஆகுது அது இப்போ ப்ரீ ஹீட்டில் விட்டுருக்குறேன் ப்ரீ ஹீட் ஆகினோடனே இந்த ப்ரீ ஹீட் லைட் வந்து ஓவனுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக அவன் ஃப்ரீ ஹீட் ஆகிட்டு ஃப்ரீ ஹீட் ஆகி ப்ரீ ஹீட்டில் இருந்த அந்த க்ரீன் லைட் போய் அவனுக்கு லைட் வந்துட்டுது இப்போ நான் இது அவனில் வைக்க போகிறேன் இது வந்து இடையில நான் டைம் செட் பண்ணல இது வந்து இடையில் குக் ஆகுதோன்னு பார்த்துட்டு ஒரு டூஸ்பிக்கோ அல்லது ஒரு ஸ்பூனோ ஃபோக்கோ வச்சு செக் பண்ணிவிட்டு அந்த கலரை பார்த்து தான் எடுக்க போகிற எடுக்க ஹாட்ரு ரெடி ஆகிட்டுது சரியான சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குது நடுவில் கொஞ்சம் அமர்ந்து வந்திருக்கு பட் இட்ஸ் ஓகே சரி கையப்பிடிங்க கைப்பிடிங்க வெரி சாஃப்டா இருக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சுட்டு நம்ம இருக்கிற இன்கிரீடிய இருந்த அளவு வச்சு தான் இது உங்களுக்கு